இதுதான் நடந்த சம்பவம் என்று அந்த சொன்னதான் அது கேட்டது நபி யாஹூப் அலி சலாத் வசலாம் அப்படி அழுது விட்டார்கள் அதற்கு இருக்கிற சகோதர வாஜையும் அதற்கு இருக்கின்ற ஒரு சகோதரத்தினுடைய ஒரு தன்மையும் உங்களுக்கு இல்ல அது போய்விட்டதே என்று மக்களை பார்த்து மனம் அருந்தினார்களாம் நபி யாஹூப் அலி சலாத் வசலாம் இதே நேரத்தில் நபி யாக்கூப் இறைவன் பால் துவா செய்து கொண்டார்கள் யா ல்லா அதாவது நான் உன் மீது தவக்கல் வைக்க வேண்டியது இருக்கீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டியது இருக்க அதை மறந்து இருக்கிறது காட்டிலே ஓநாய் அதிகம் என்று மக்களிடத்திலே சொல்லி மகனை அனுப்பி வைத்தேன் தகுந்த ஒரு பாடத்தை எனக்கு கற்பித்து விட்டாய் என்று நபி யாக்கூப் அலை சலாத்து வசலாம் இறைவனை தான் செய்த தவறுக்கு அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்களாம் பல காரணங்களையும் சொல்லுகின்றார்கள் உதாரணமாக சொல்லப்படுகின்றது ஒரு நாள் அன்று நபி யாஹூப் அலி சலாத்து ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை பக்குவமாக சமைத்து ரொட்டியும் சுட்டு வைத்து தானும் தன்னுடைய மக்களும் அருமை மகன் யூசுபுமாக ஒன்றாக பசியாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மகன் யூசுபு ரொட்டியை சாப்பிடுவதும் அவர்கள் உண்ணுவதையும் அவர்களுடைய வாயழகும் கையழகையும் பார்த்து இருக்கின்ற அதே நேரத்தில் அவர்களுடைய தலைவாசல்ல அவ்வாவுடைய விருந்தாளி ஆகிய ஒரு முசாபர் வந்து நின்று சுவால் செய்கின்றார் அல்லாவுடைய நபியே நான் பசியாளி வந்திருக்கின்றேன் அல்லாவுடைய விருந்தாளி வந்திருக்கின்றேன் எனக்கு மிக பசியாக இருக்கின்றது என்னுடைய பசியை நீக்கிக் கொள்வதற்கு என்னுடைய பசியை போய்க்கு கொள்வதற்கு ஏதாயிலும் என்று தலவாசல்லே நின்று முசாபர் சவால் செய்கின்றார் அதே நேரத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தை நபி யாபூப் அலி சலாத்து அவர்களுக்கு கேட்கவில்லை அவர்களுக்கு அது கவனம் இல்லை அவர்களுக்கு என்ன கவனம் என்றால் மகனுடைய மகனுடைய அழகையும் அவர் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற நபி யாக்கு அல்லாவுடைய விருந்தாளியை கவனிக்க மறந்துவிட்டார்கள் வெகு நேரமாக நின்று கேட்ட அந்த முசாபர் அந்த விருந்தாளி அல்லாவுடைய விருந்தாளி அவருடைய மனதிலே ரொம்ப அதாவது அவருடைய மனம் வேதனை பற்றி இடத்திலே சொன்னார்களாம் யா அல்லா அல்லாவுடைய விருந்தாளியாகி என்னை கவனிக்க வேண்டிய அவர்களுடைய பாசமும் மகன் மீது இருக்கின்ற முகப்பத்தும் அன்பும் என்னை மறைத்துவிட்டது ஆகவே எந்த மகன் அதிகமான ஹப்பத்து வைத்து பிரியம் வைத்து ஒன்னுடைய அடியானாகிய விருந்தாளி ஆகிய உன்னுடைய விருந்தாளியை முசாபரை கவனிக்க தவறிய நபி யாக்கு அலைவாசலாம் அந்த மகனை பிரிந்து எந்த மகன் ஆசை மகன் அன்பு மகன் யூசுப்பை பிரிந்து அவருடைய மனம் வருந்த வேண்டும் என்னுடைய வயது பசியால் எவ்வாறு வேதனைப்படுகின்றதோ அதுபோல் நபி யாஹூப் அலி வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லிச் சென்றார்களாம் பல உதாரணங்களில் சொல்லப்படுகின்றது பிரிக்கப்பட்டார்கள் ஆகவே நபி யாஹூப் அலி இறைவன் பால் துவா சீத் என்னுடைய மகன் எங்கிருந்தாலும் ஈமனுடைய மகனாக இஸ்லாமுடைய மகனாக வாழ வேண்டும் யாருலாம் என்னுடைய மகனுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்று நபி யாஹூ அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்று நபிசூப் அலை அந்த கிணற்றுக்குள் இருக்கும் பொழுது கிணற்றுக்குள் எப்பேர் கொற்ற ஒரு காரணம் நிகழ்கின்றதை அந்த கிணற்றுக்குள் காலத்தில் நின்றும்ப கிணற்றுக்குள்ரங்கம் எடுத்துள்ளார் கிணற்றுக்குள் வந்து விழுந்ததும் இந்த கிணற்றில் வைத்து யூசுபை யார் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சொர்க்கத்தை கொடுக்கின்றார் என்று முன்பு சொல்லப்பட்ட அந்த வேதத்தை தெரிந்த அந்த பெரிய மனிதர் ஹூது என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் கிணற்றுக்குள் முன்னூறு வருடங்களாக ஜீவித்திருக்கின்றார் அப்படி ஒரே நாட்டத்தோடு ஜீவித்திருக்கின்ற அவர்களுக்கு இறைவன் உணவளிக்கின்றார் இந்த முறையிலே யூசுப் வந்து வந்துவிட்டார்கள் என்று தெரிந்ததும் அந்த ஹூதி என்று சொல்லக்கூடிய பெரியவர் நம்பி யூசுடைய அழகையும் ஒளிமையும் தானே காண வேண்டும் என்று அவர் இருக்கு இந்த சுரங்கத்தை விட்டு வெளியிலே வந்து யூசுப்பை பார்ப்பதற்கு வருகின்ற நேரமாதில் எங்கள் வரிசை பெற்ற வருகின்ற பெரியவரை கண்ணாலே கண்டிடுவால் பெரியவர்கள் கோலம் அதை கண்ணால் கண்டூடம் அளகுள்ள ஐயூ சுமே அவர்கள் அகத்திலே எண்ணிடும் ஒரு கோ எப்படி இருக்கும் விகாரமான தோற்றம் அவருடைய கண்ணிமை வளர்ந்து கண்ணை மறைத்திருக்கின்றது அவர்களை பார்ப்பதற்கு பயங்கரமான ஒரு சுரூபம் இந்த நிலையிலே வரக்கூடிய பெரியவரை கண்டா யூசுப்புக்கு எப்படி இருக்கும் மனதிலே பயம் ஏற்படுகின்ற அப்போ அந்த பெரியவர் சொல்லுகின்ற நானும் மனிதர்தான் உங்களை பார்க்க வேண்டும் என்று பல நாள் நான் இந்த இடத்திலே தவம் செய்திருக்கின்றேன் அல்லாஹோ என்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றி வைத்தார் யூசுஃபே பயப்படாதீங்க உங்களுடைய பாதத்தை பணிந்ததும் என்னுடைய உயிர் பிரிந்துவிடும் உங்களுடைய திருக்கரத்தால் என்னை நீங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று பெரியவர் வேண்டிக் அதுபோலவே அமைப்பின்படி அந்த பெரியாருடைய ரூஹு பிரியப்படுகின்றது அந்த ஹூத் என்று சொல்லக்கூடியவர்கள் விடுகின்றார் அல்லாஹுடைய அமரோர்களுடைய உதவி கொண்டு அந்த பாழும் கிணற்றுக்குள் அவர்களை நல்ல முறையிலே நல்லடக்கம் செய்ததும் அந்த கிணற்றினுடைய ஒரு நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் சொர்க்கத்தில் அமரோர்களும் மலாயக்கத்துகளும் தானே அணி அணியாக வந்து இறங்கி யூசுடைய பயங்கள் ஏற்பாடாதபடி அவர்களை பாதுகாத்து வருகின்றார் அப்படி இருக்கும் பொழுது மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி வியாபாரத்திற்காக வேண்டி போக என்று நாளைக்கு மிசர் நாட்டுக்கு போக வேண்டும் என்று வியாபாரிகளை எல்லாம் ஒன்று கூட்டி தன்னுடைய வீட்டிலே வைத்து நாளைக்கு பயணம் என்பதாக அன்றிரவு படுத்து நித்திரியாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாலிக்குறான்னு சொல்லக்கூடிய வியாபாரியாக கூடியவர்கள் கணவன்றி கண்டிடுவாங்க கனவை கண்ட அந்த இரவான நேரம் அருள் கட்டள கறிவு சூட்டையும் கனவிலே கண்டிடுவார் படுத்திருக்கும் கட்டிலே பக்கத்திலே வந்த படத்தினாக இருக்கும் பொழுது இவ்வாறு ஒரு கனவை காணுகின்றார் பலது கருணத்தில் மச்சவமாக அழகாக ஒளிவாக தெளிவாக வீட்டுக்குள் செல்வங்கள் எல்லாம் பெட்டி பெட்டியாக குவியல் குவியலாக குவிந்திருப்பதை போன்று இப்படி ஒரு அழகான கனவை கண்ட மாலிக் குனோத் அப்படியே பதறி முடிக்கின்றார் இது என்ன ஒரு அதிசயம் இது என்ன ஒரு அற்புதம் நாம் இது நாள் இது போன்று ஒரு பேரழகனை நாம் இதுவரைக்கும் காணவில்லையே அப்பேரு அழகனை கனவில் கண்டோமே என்று பகறி முடிக்கின்றார் கனவாகி விடுகின்ற அவருடைய மனதில் நினைக்கின்றார் ஆண்டவனே இப்பேர்குற்ற ஒரு பேரழகு படைத்தவனை உலகத்தின் நீ படைத்திருக்கின்றாயா அவர்கள் நாம் எப்பவும் பார்க்க போகின்றோம் காணப்போகின்றோம் என்று எண்ணி ார் காவன் உதமாக படுத்திருக்கின்ற வியாபாரிகள் எல்லாம் வெளித்திழந்தார்கள் ஏற்பாடுகளை எல்லாம் முடித்து ஓட்டகங்களிலே சரக்குகளை ஏற்றிக்கொண்டு மற்ற வியாபாரிகளும் மாலிக்கு வியாபாரியும் அனைவர்களும் ஒன்றாக தன்னுடைய நாட்டை வீட்டு பயணத்தை ஆரம்பம் ஆரம்பம் செய்கின்றார்கள் இந்த அவர்கள் பயணப்பட்டு மிஸ் நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி வருகின்ற வாரியும்ானதல எண்ணிடுவ கண்டதொரு கனவான கண்ணில் கொண்ட நாடகனையும் என்று கண்ணாலே காண்போம் என்று காரத்திலே எண்ணம் கொண்டு நடக்கின்ற நேரம் வியாபாரி மட்டுள்ள வியாபாரிகளுமாக ஒன்றாக கூடி மிசர் நாட்டுக்காக நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற வழியிலே அடிக்கின்ற வெயிலும் வெப்பமும் அதனுடைய தன்மையும் அறிந்த மாலிக் வியாபாரி நம்முடைய ஒட்டகங்கள் வாகனங்களுக்கெல்லாம் அதுகளுக்கு தண்ணீர் காட்டி சற்று இலை பாதி போக வேண்டும் என்று வந்து அவர்கள் இலைக்கு வைத்தார்களையானால் வியாபார கூட்டத்திலுடைய கூடாரத்தை அடித்தார்களையானால் நபி யூசுனாம் கிணற்றுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்களே சகபலக்கு அந்த கிணற்றினுடைய அருகாமையிலே வந்து குடிசைகளை அடித்தார்கள் அவருடைய கூடாரங்களை அடித்தார்கள் ான் அது போல அவன் தோல் குடத்தை எடுத்துக்கொண்டு கயிறையும் எடுத்து அந்த கிணற்றுக்கு அருகாமையில வந்து தோல் தானே கட்டி கிணற்றுக்குள் விடுகின்றார் அதே நேரத்தில் அல்லாஹு ஆண்டவன் ஜிப்ரில் அலே சலாத்து வசலாம் அவர்களை அழைத்து அல்லா சொல்லுகின்றான் யார் ஜிப்ரிலே யூசுப் இனி கிணற்றுக்குள் இருக்க வேண்டாம் அவர்களை வெளியாக்க வேண்டும் நீங்கள் வரைந்து சென்று அந்த தோல் குடத்தின் மீது யூசுபை தூக்கி வைத்து கயத்தை கட்டியாக பிடித்துக் கொள்ளும்படியாக சொல்லி என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான் அதன்படி கணத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அல்லாவுடைய உத்தரவு என்று அவர்களை தூக்கி தோல் மீது வைத்து கயிறை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும்படியாக செய்து ஜிப்ரி வசலாம் சென்று விட்டார்கள் அதுபோன்று யூசுப் கயிறை கெட்டியாக பிடித்துக் மேல இருக்கின்றன இருக்கின்ற அந்த வேலைக்காரன் இனி ஒருவனை துணையாக தனக்கு துணைக்கு அழைத்து வந்து இரண்டு பேர்களுமாக ஒன்றாகத்தானே சேர்ந்து அவர்களை மெல்ல மெல்ல எடுத்துள்ள இரண்டு பேர்களுமாக தண்ணீர் அதிகமாக மொண்டு விட்டோம் என்று மெல்ல மெல்ல அவர்களை தானே மேலே தூக்குகின்றார் அப்படி தூக்கி மேலே எடுக்கின்ற நேரத்தில் இனும் கிணற்றினுடைய முடிவை நெருங்கும் பொழுது அவங்களுடைய அழகையும் ஒளிமையும் தெளிவையும் கண்ட அந்த இரண்டு பேர்களும் ஆச்சரியமடைந்து விட்டார்கள் இது என்ன ஒரு பெரிய அற்புதம் கிணற்றுக்குள் இருந்து மதிக்க முடியாத ஒரு தோற்றத்தோடு அழகான ஒரு வாலிபர் வெளியே வருகின்றாரே என்று இரண்டு பேர்களும் ஆச்சரியமடைந்தார்கள் ஆகவே அவர்களைத்தான் என் தூக்கி கரையிலே நிறுத்தியதும் மாலிக்கு தண்ணீர் மொண்ட போலவன் இன்னும் வரவில்லை என்று எதிர்பார்க்கின்றார் பார்க்கக்கூடிய நேரத்தில் கிணற்றினுடைய மேல அழகான வாலிபர் நினைக்கின்றார் பொழுது கனவிலே கண்டோமே உடைத்த ஒரு அழகனை இவரைத்தான் நாம் இரவில் கனவில் கண்டிருக்கின்றோம் என்று விரைந்து ஓடி வந்து நபி அவர்களை கட்டி பீடி தீடுவார் முற்றி மோகர் அன்போடு அழைத்து வந்தாங்க பாலரான யூசுப்பையும் பக்கத்தில் அழைத்து வந்தீர் விரிப்பிலே இருக்க செய்தீங்க அவர்கள் விருப்பமாய் கட்டிடுவாங்க அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து கூடாரத்தில விரிப்பெல்லாம் விரித்து அதன் மீது விருப்பத்தோடு கேட்கின்றார் பாலரே நீங்கள் யார் உங்களுடைய தந்தை யார் உங்களுடைய பேர் என்ன என்று எல்லா விவரத்தையும் கேட்கின்றார் மாலிக் யாபார் யூசு ஒன்று கூட இடைவிடாத எல்லா விவரங்கள் நடந்த விபரங்களை எல்லாம் சொன்னார்கள் அதையெல்லாம் கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த மாணிக்க வியாபாரி அதே நேரத்தில் ஆனால் அண்ணம்மார்கள் பத்து பேர்கள் எப்போதும் போது ஆடு மேய்க்க வருவதை போன்று பழக்கம் அவர்கள் அன்றைக்கும் ஆடு மேய்க்க வந்தவர்கள் தம்பி யூசுபி கிணத்துக்குள் தள்ளினோமே அவருடைய ஹால் அவருடைய நிலைமை என்னவோ தெரியவில்லையே என்று அதே கிணத்தின் பக்கமாக வருகின்றவர்கள் இந்த கபிலாக்கள் இந்த கூட்டங்கள் கூடியிருக்கின்ற காட்சியை கண்டதும் அந்த வியாபாரியினுடைய மத்தியிலே யூசுப் இருப்பதையும் ஓடி வருகின்றார் வியாபாரியே இந்த வாலிபனை கிணற்றிவிட்டு நீங்கள் மீட்டினீர்கள் இவன் பொல்லாதவன் எங்களுடைய குடும்பத்தில் பெரியவரை அதாவது களவு செய்யக்கூடியவன் அதாவது எங்களுடைய பாமாவுக்கு வேண்டாதவன் ஆகையினால் அவனை கிணற்றுக்குள் தள்ளி கொல்ல வேண்டும் என்று நாங்கள் கிணற்றுக்குள் தள்ளி இருக்க நீங்கள் ஏன் இவரை மீட்டினீர்கள் என்று பத்து பேரும் கேட்கின்றார்கள் சொல்லுகின்றார் வியாபாரி உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டாதவர் அவன் பொல்லாதவன் ஆகையினால் அவர்களை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்கின்றோம் ஆகையினால் அவர்களை அவர்களுக்கு நீங்கள் இனி எந்த ஒரு ஆபத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ார்கள்ருடமாட்டோம் அவர்களை நாங்கள் எப்படியும் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம் ஒன்று செய்யுங்கள் உங்களுக்கு ஆகாத பிள்ளை எனக்கு நீங்கள் அடிமையாக கரையமாக தந்து விடுங்கள் அதற்கு வேண்டிய உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லும் போது நன்றி யூசுப் அலிசலாத் வசலாம் அவர்களை இருபது தீனாருக்கு அந்த பத்து பேர்களும் அந்த மாலிக் குழு தகரா வியாபாரிக்கு அடிமையாக விற்று விட்டார்கள் விற்றவுடனே இருபது தீனாரையும் வாங்கிக் கொண்டு வியாபாரியுடைய விட்டு பிரிகின்ற பொழுது சொல்லுகின்றார் மாலிகே இருங்கள் என்ன இருந்தாலும் கூட பிறந்தவர்கள் அவர்களை போய் பார்த்து வருகிறோம் என்று சொல்லி விரைந்து ஓடி வந்து அண்ணம்மார்களை பார்த்து சொல்லுகின்றார் அண்ணமார்களே ஆனால் இன்னும் உங்களுடைய மனம் மாறவில்லை ஆனாலும் பரவாயில்லை ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்னை இப்படி இந்த விதமாக அழைத்து கொண்டு வந்து கிணத்துக்குள் தள்ளி எனக்கு பல தொல்லைகள் கொடுத்ததை போன்றி என் கூட பிறந்த தம்பிக்கும் இது போல் நீங்கள் எதாவது ஒரு ஆபத்தை செய்து விடாதீர்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் என்று யூசுப் சொன்னான் அதை கேட்டதும் அந்த பத்து பெண்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார் ஏ மாலிகே இவன் பொல்லாத திருடன் தப்பி ஓடி விடுவான் காலுக்கும் கையுக்கும் விலங்கிட்டு விலங்கை பூட்டி அவர்களை அழைத்து கொண்டு அந்த மற்றள்ள வியாபாரிகளும் மாலிக் வியாபாரியும் சேர்ந்து பேசுகின்றார் இத்தகைய பேரழகு படைத்த இந்த வாலிபனை சந்தையிலே கொண்டு போய் விற்றார் வேண்டுமான பணம் கிடைக்கும் என்று எல்லா வியாபாரிகளும் தானே திட்டம் போட்டு யூசுப்பை மிசர் நாட்டு சந்தியிலே கொண்டு போய் விற்க வேண்டும் என்ற முடிவோடு அவருடைய காலுக்கும் கையுக்கும் விலங்கிட்டு அழைத்துக்கொண்டு ஒட்டகத்தின் மீது வைத்து அவனுக்கு ஒருவனைக்காரனை அவர்களை பாதுகாத்து வாருங்கள் என்று நபி யூசுலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு மிசர் நாட்டுக்காக வழி நடந்து மறுகின்றார்கள் அந்த வியாபார கூட்டத்தார்கள் பத்து பேர்கள இந்த வியாபாரிக்கு அடிமையாக விற்றுவிட்டார்களே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு மத்தியில் அவங்களுடைய தாய் அம்மாவுடைய கபர் இருக்கின்ற அந்த தாயாருடைய தியாரத்தினுடைய பக்கமாக வருகின்ற பொழுது யூசுப் நினைக்கின்றார் ஆண்டவனில் நம்முடைய பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த மாதாவுடைய அவங்க கபர் அறைக்கு சென்று அவர்கள் மீது நாம் துவா செய்துவிட்டு வரலாமே ஆனால் நம்மளுக்கு துணையாக ஒருவன் வருகின்றான் இதை விட்டு நாம் எப்படி தப்பிப்பது என்று எண்ணி இருக்கும் பொழுது அதே நேரத்தில் நம்பிப் அவங்களுடைய காலுக்கும் கையுக்கும் விலங்கு இந்த நிலையிலே ஒட்டகத்தை அந்த வேலைக்காரனுடைய கண்ணுக்கும் தெரியாதபடி அவர்கள் விரைந்து தன்னுடைய தாயாருடைய கபுரலைக்கு சென்று அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்தான் சொல்லுகின்றார் என்னை பெற்ற தாய்மே அம்மா உங்கள் மகன் படுகின்றையை நீ பார்க்கலியோ தாயங்கம் மாமார்கள் செய்ததொறி அநியாயத்தை பார்க்கலியோ காட்டுக்கு அழைத்து வந்து செய்ததொரு மோசங்களை வாழும் கிணற்றுக்குள்ளே தள்ளிவிட்டார் பத்து பேரும் கண்களை புலம்பிடுவார் அண்ணம்மார்கள் அநியாயமாக காட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து பாழும் கிணத்திலே தள்ளி பெரிய பாதகத்தையும் செய்து கடைசியாக இந்த வியாபார கூட்டத்தாருக்கு என்னை அடிமையாக விற்றுவிட்டார்களே கூட பிறந்தவர்கள் செய்த கொடுமையை பார்த்தீர்களா அம்மா உங்கள் மகன் படுகின்ற ஒரு அவசியை பார்த்தீர்களா என்று தாயுடைய கபர் அறியிலே நின்று கண்ணீர் விட்டு அழுகின்றார் யூசுப் அவர்கள் அதே நேரத்தில் அந்த கபரில் மகன் யூசுபுக்கு அசிரீதியான சத்தம் ஏற்படுகின்றது மகனே யூசுபே அழுகாதீர்கள் கண்கலங்காதீர்கள் பலகத்தின் அபிமார்களுக்கு பல தொல்லைகளையும் பல சோதனைகளையும் அல்லா கொடுப்பார் அதற்கு பின்பதாக அவர்களுக்கு ஆண்டவன் பெரிய தௌலத்தையும் அவங்களுக்கு வாழ்வையும் வரிசையும் கொடுப்பான் அது அல்லாவுடைய பார்க்கவில்லையா உங்களுடைய பாட்டனா நபி இப்ராஹிம் அவர்களுக்கு ஆண்டவன் எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தான் நாமரூது என்று சொல்லக்கூடிய கொடுங்கோளனால் பெருத்த நெருப்பு குண்டலத்தை வளர்த்து அந்த நெருப்பில் அவர்களை தூக்கி எறியும்படியாக செய்யவில்லையா பின்பு அவர்களுக்கு ஆண்டு அவன் கொடுக்கவில்லையா அதுபோல நபிமார்களுக்கு பல அவஸ்தைகளை கொடுப்பான் அதை அவன் சலாமத்தாக்கிக் கொள்வான் பதினெட்டு வருடங்களாக நபி அய்யூப் அலி சலாத்து நோயினால் துடிக்கவில்லையா நோயினால் அதாபுப்படவில்லையா மீண்டும் அவர்கள் சலாமத்து பெறவில்லையா இது நபிமார்களுக்கு பல சோதனைகள் உண்டு மகனே நீங்கள் சபூர் செய்யுங்கள் பொறு செய் அல்லா உங்களை வைப்பான் என்று தாயுடையடைந்து அவர்கள் மீண்டும் திரும்புகின்ற பொழுது அந்த வேலைக்காரன் ஒட்டகத்தை பார்த்தான் யூசுபார்கள் சொன்னதை போன்று யூசுப் நம்மளை விட்டு தப்பி ஓடிவிட்டானே அந்த கண்வானி பையன் என்று திரும்பி பார்க்கும் பொழுது யூசுப் வந்து கொண்டிருக்கிறார் ஓடி வந்தான் வேலைக்காரன் முன்பின் பாராதபடி அவர்களை தான் என்னை விட்டு எங்க நீ தப்பி ஓட பார்க்கின்றார் என்று அவனுடைய முரட்டு கரங்களை கொண்டு நல்லா அவன் கோபம் கொண்டுள்ளே அடித்தொடினாலே அழகுள்ளையுகு மே கண்ணீர் விட்டு புலம்பிடுவார் எங்கள் கண்ணியம் உள்ளயுமே படைத்தவனே என்னை படைத்தவானே என்று யூசுப் அலை சலாத்துறைவனை வேண்டுகின்றார் இவனுமா என்னை அடிக்க வேண்டும் இவனுமா என்னை துன்புறுத்த வேண்டும் இதைவா இது உன்னுடைய நாட்டம்தானா என்று நபி யூசுப் கண் கலங்குகின்ற பொழுது அங்கு ஒரு பெரிய அதாபே இறங்குகின்ற இருந்ததை போன்று மேகங்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்து மின்னலும் இடியுமாக புயலும் காற்றுமாக இருளாக பயங்கரமான ஒரு அவாபு ஏற்படுகின்ற ஒரு சோதனை ஏற்படுகின்ற இதை கண்ட மற்றுள்ள வியாபாரிகள் மாலிக புரன் தோஹரா சொல்லுகின்றார் வியாபாரிகளே வர்த்தக கூட்டங்களே இந்த கூட்டத்தில் யாரோ தவறு செய்து விட்டாங்க யாரோ ஒரு பெரிய குற்றம் செய்து விட்டாங்க அதன் நிமித்தம் தான் இப்பேற்கொத்தவர் அதாபு நம்மளை சூழ்ந்து கொண்டது இதை விட்டு தப்பிக்க வேண்டுமே ஆனால் குற்றம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லா இடத்துல என்று அந்த மாலிக புரன் தோஹரா சொன்னார் சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகின்ற எஜமானி நான் தான் தவறு செய்துட்டேன் அந்த கண்ணாணி பையன் காலுக்கும் கையுக்கும் இறங்கிட்டு இருக்கின்ற அந்த யூசுப் என்னை விட்டு தப்பி ஓட பார்த்தான் என்று நினைத்து அவனை நான் அடித்து விட்டேன் அடித்த மறுகணம் இது போன்ற ஒரு பெரிய ஒரு சோதனை வந்து சூழ்ந்து கொண்டது என்று அந்த வேலைக்காரன் சொன்னதும் யூசுபை பார்க்கின்றார் மாலிக் வியாபாரி யூசுப் நபியினுடைய வாய் முனு ஏதோ அவங்களுடைய வாய் சொல்லுகின்றார்கள் இதை கண்ட உடனே மாணிக் வியாபாரி திடுக்கிட்டு சொல்லுகின்றான் வேலைக்காரனே ஆனால் உண்மையில் அவருக்கும் இறைவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கின்ற அது கொண்டுதான் இந்த அதாபு நம்மளை சூழ்ந்து கொண்டது விரைந்து சென்று அவருடைய காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேள் என்று சொன்னதும் அந்த வேலைக்காரன் ஓடோடி வந்து பாதத்தை பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அருமைப்பாளரே அறியாது தெரியாது நான் தவறு செய்து மன்னிச்சிருங்க இந்த எல்லாரையும் காப்பாற்றுங்க வேண்டினா நபி யூசு செய்து கொண்ட அதாபு நீங்கியது சலாமத்து பெற்றார்கள் இது கண்ட மாலிக்கு வியாபாரியுடைய மனதிலே பயம் ஏற்பட்டு விட்டது உடனே நபி யூசுலாம் அவருடைய காலுக்கும் கையுக்கும் இட்டிருக்கின்ற விலங்குத்தாரை தரித்து நல்ல உடைகளை தானே உடுத்தி அலங்காரம் செய்து அழகான ஒட்டகத்தின் மீது அவர்களை ஏற்றி வைத்து நீங்க முன்னே செல்லுங்கள் நாங்கள் எல்லாம் பின் தொடர்ந்து வருகிறோம் இன்றி நபி யூசு அலி சலாத்து வலாம் அவர்கள் எல்லாத்துக்கும் முன்னிலையாக மற்றவர்கள் எல்லாம் பின்னிலையாக அழைத்து கொண்டு வந்தேடுவார் அழகுள்ள நடந்து கூட்டார்கள் அவர்கள் நாடி வருகின்ற நேரம் அது மற்ற வியாபாரிகள் எல்லாம் பின்தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வருகின்ற வழியிலே சின்ன சின்ன கிராமங்களும் நகரங்களும் இருக்கின்ற புறத்தின் வழியாக வரும் பொழுது நபி யூசுஃபுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே கண்டி சிறு கிராம மக்களும் பெரிய பெரிய நகரத்துல வாழக்கூடிய மக்களும் சூழ்ந்து யூசுப் நபிக்கு மரியாதை செய்வாங்க அவங்களுக்கு நல்ல இதுமத்து செய்வாங்க அது மட்டுமல்ல யூசுஃபுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் கண்ட ஜனங்கள் எல்லாம் அதாவது பார்த்தகன் அவர்கள் பறிக்காதபடி யூசுப்பையே பின்தொடர்ந்து பார்த்து கொண்டே செல்வார்களா இந்த முறையில நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவருடைய பேரழகு இந்த விதமாக ஒவ்வொரு ஊர்களாகத்தானே நடந்து கடந்து வரக்கூடிய நேரத்தில் நபி யூசுஃபுடைய மனதிலே நினைத்தார்களாம் அல்லாஹூ ஜல்லசான ஆண்டவன் நமக்கு இவ்வளவு அழகையும் ஒழிவையும் தெளிவையும் தரப்போய் அல்லவா இந்த ஜனங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிறார் நகரத்திற்கு செல்லும் பொழுது இந்த விதமாக மனதில் நினைச்சதும் இசுபுடைய அழகைத்தானே எடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு அல்லாஹு கொடுத்து விட்டார் அந்த ஊருக்கு போனதும் நம்பி யூசுப் அந்த உள்ள வாழ குடி ஜனங்கள் யாராகிலும் தானே வந்த யூசுப் அவர்கள யூசுப் நபி அவர்கள ஏ நன்றி பார்ப்பார் இல்லை ஏ நன்றி கேட்பார் இல்லை நபியை ஏறும் பார்ப்பார் இல்லை இருக்க கண்டா பாலரான யூசுபையும் பார்ப்பார்கள் யாரும் இல்லை வந்து பார்ப்போர் யாரும் இல்லை யூசுபு நபியையுமே நினைச்சா அதாவது நாம் அவ்வாவி மறந்து ஆண்டோ நமக்கு இந்த அழகான மரியாதை செய்கிறார் என்று நினைச்சோம் அந்த அகந்தையான எண்ணத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கூலியை கொடுத்துட்டான் என்று உடனே நம்பி ஈசூர் சுஜூதை விழுந்து அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹ் இந்த விதமாக என்னுடைய மனதில் எண்ணி எண்ணத்தை நீ மன்னித்து விடு நான் அறியாது தெரியாத அந்த அகந்தையான எண்ணத்தை எண்ணி விட்டேன் என்று நம்பி ஈசூர் அல்லை அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டான் ஆகையினால் அருமை பெரியோர்களே தாய்மார்களே எண்ணி பார்க்க வேண்டும் சிறிதளவு நம்பி யூசுப் மனதிலே இப்படி ஒரு எண்ணியது எண்ணியதற்கு அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுத்தான் இப்போ இந்த காலத்தில் நாம் எவ்வளவு பெரிய அகந்தைகளை எண்ணுகின்றோம் எவ்வளவு பெரிய அகம்பாதமான செயல்களை செய்கின்றோம் அல்லாவை மறந்து கருவம் கொள்கின்றோம் ஆகையினால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் அல்லாஹூ கூலி கொடுக்க கூடிய அதுபோல் நம்பி யூசுப் அல்லா துசலா மன்னிப்பு கேட்டுக்கொண்டது மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு நீண்ட வியாபாரிகள் எல்லாம் ஒன்று கூடி அதே போன்ற நபி யூசுலாம் அவர்களை அழைத்து என்று அடந்து நயில் நதி என்று சொல்ல நதியில் தானே சென்று நல்ல விதமாக அவர்களுக்கு நல்ல உடுப்புகளை தானே உடுத்தாட்டி நபி யூசுப் அவர்களை அலங்காரப்படுத்தி மாத வியாபாரியும் மற்றும் உள்ள பெயர்களுமாகத்தானே ஒன்றாக கூடி பி அவரை அழைத்துக் கொண்டு வந்திடுவார் வருகின்ற நேரம் அந்த மிசர் மாட்டி மக்கள் எல்லாம் யோசூப்பை கொண்டு வருகின்ற செய்தி கேட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு நாட்டுக்குள் வருகின்ற நேரத்தில் ஒன்றாக கூடி ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக படைத்தவர்கள் வருகிறார்கள் என்றதும் ஜனங்கள் எல்லாம் இரு மருங்குகள் என்றன்களும் பெண்களும் நபி யூசுப் ஊடிய பேரழகைத்தான் பார்த்தா வருகே அழகையும் ார்கள்வன் இப்பேர்கொற்ற ஒரு பேரழகரை ஆண்டவன் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றே ஆனால் இப்பேர் கொத்த ஒரு அழகரை நாம் இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது கண்டது கிடையாது என்று போற்றி புகழ்ந்தவர்களாக யூசுப் நபியே பின்தொடர்ந்து வருகின்றார்கள் ஆகவே இந்த செய்தி அறிந்த நாட்டு மக்கள் மேலும் மேலும் தானே அதிகமாக கடலில் அலை போன்று ஜனங்கள் தானே வந்து கூடுகின்றார்கள் இந்த நிலையில் மாலிக்கு வியாபாரி மிசர் நாட்டு சந்தையில் கொண்டு சென்று இன்னும் அவர்களை வைப்பதற்காக வேண்டிய ஒரு இடத்தை தானே தயார் செய்து அந்த இடத்தில் கொண்டு போய் யூசுப்பை வைத்ததும் மேலும்ார்ப்பதற்காக ஜனங்கள் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சியை கண்டதும் நபி யூசுலாம் வியாபாரி அழைத்து சொல்லுகின்றார் வியாபாரி அவர்களே இந்த சமாளிக்க வேண்டுமே ஆனால் ஒரு யோசனை செய்யுங்கள் என்னை தலைமறைவாக மறைத்து வைத்து யூசுபை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு தீனார் கொடுத்தால் யூசுபை பார்க்கலாம் என்று அறிவியுங்கள் என்று யூசுப் சொன்னார்கள் அது போலவே நபி யூசுப் அவர்களை திரையிட்டு மறைவாக வைத்து கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார் யூசுப் அலி சலாத் வசலாம் அவர்களை காண வேண்டும் என்று சொன்னால் ஆளுக்கோரு தீனார் கொடுத்தால் யூசுப்பை பார்க்கலாம் என்று மாலிக் வியாபாரி சொன்னார்கள் அது கேட்டு அங்கு கூடியிருக்க கூடிய ஜனங்கள் எல்லாம் ஒன்று போலவே அதுபோன்று யூசுப் அலி சலாத் வசலாம் அவர்களை காணுவதற்காக ஆளுக்கோரி தீனார்களை காணிக்கையாய் கொடுத்திடுவார் கூட்ட அதிகரித்து பார்த்தார்கள் ஜனசந்தடி குறையவில்லை இன்னும் ஆளுக்கு மூணு தீனார் என்று சொன்னார் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது கூட்டம் குறையவில்லை ஆனால் யூசுப்பை பார்ப்பதற்காக வேண்டி வந்த ஜனங்கள் கொடுத்த இன்னும் அந்த காசு பணங்கள் எல்லாம் வியாபாரி அவர்களுக்கு குவிந்து கொண்டிருக்கின்ற பொழுது மாலிக் புனதா வியாபாரி பார்க்கின்றார் யூசுபை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது யூசுபை எப்படி நாமல் கிரயமாக விற்றுவிட வேண்டும் என்று அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கின்றார் ஓய் ஜனங்களே யூசுப்பை ஆனால் இந்த முறையில் பார்ப்பது முறையல்ல ஆனால் யூசுபை நான் ஏலம் போட போகின்றேன் யார் அதிகமான யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் யூசுபை கொடுத்து விடுவேன் கேட்கலாம் என்று சொன்னதும் அதுபோல கூடத்தில் கூட்டத்தில் கூடியிருக்க கூடிய பெரிய பெரிய தனவந்தர்களும் செல்வம் படைத்த சீமான்களும் யூசுபை கரையமாக கேட்கின்றார்கள் ஒருவர் கேட்கின்றார் யூசுபுக்கு ஒரு ஒட்டக சொமை ஒரு ஒட்டகையினேன்றி அடுத்து ஒருவர் கேட்கின்றார் அதுபோல் இரண்டு மடங்கு தருகின்றேன் யூசுபை எனக்கு கொடு என்று கேட்கின்றார் இப்படி யூசுபை விலைமதிக்க முடியாத பொருளாக கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய ஜனங்கள் கேட்கின்றார்கள் யூசுபு நபியுடைய யாரும் விலை மதிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு யூசுபு விலை பொருளாக மிசர் நாட்டு சந்தையிலே விற்கின்றவர்களாக இருக்கக்கூடிய நாளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சார்ந்த தைமோசு ராஜா அவர்களுக்கு ஒரே மகள் அந்த மகளுடைய பெயர் மகளுடைய பெயர் சுலைஹா அந்த சுலேஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி கல்யாணம் முடித்து கொடுக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருக்கின்ற அந்த தைமூசு ராஜா தனியாக அவர்களுக்கு அரமனையைத்தானே வெட்டி கொடுத்து பணி கொடுத்து அந்த தைமூசு ராஜா பாதுகாத்தேவன் தேடுமார் பத்தினியூ கார்ப்புகாத்து வந்துடுவார் காரிகை யா சுலை காவுமே ஒரு மாத்தரம் மாறிலே பத்தினியார் சுலை காவுமே அவர்கள் யாயிர்குபொதி பத்னியா சுலைகாவுமே கனவந்தி காண்டிடுவாarkarigaya சுலைகாவுமே சுலைஹாம் அவர்கள் அவருடைய அரமனையில் அவர்கள் படுத்து நித்து செய்யக்கூடிய அனந்த பஞ்ச நமத்தை அலங்காரம் செய்து வாசன தலைவியில் தான் தெளித்து அந்திரவு நித்திரியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்பேர் கோற்ற ஒரு கனவை காணுகின்றார்களே ஆனால் கட்டளகரியு அவர்கள் கனவியில் கண்டிவார் பேரழகையும் கனவியில கண்டிவார் அவர்கள் நபி யூசு அலை அவர்களுடைய மினாமியத்திலே தோன்றி அவர்கள் படுத்து நித்திரையாகின்ற பஞ்சனமத்தையினுடைய பக்கத்தில் வந்து அமர்ந்து அவர்களுடைய முகமும் அவர்களுடைய அழகும் தெளிவையும் கண்ட சுலேஹா அம்மா தன்னை மறந்து மெய் மறந்து பேரழகு படைத்த யூசுபை கண்டதும் அவர்களுடைய மனங்கள் எல்லாம் பூரிப்படைந்து எதுவுமே பேச முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது யூசுஃபு சொல்லுகின்றார் சுலேஹாவே மனம் கலங்க வேண்டாம் ஆனால் அல்லாஹு தால ஆண்டவன் இந்த உலகத்தில் உண்மை எனக்கு ஜோடியாக சேர்த்து வைத்திருக்கின்றார் நீங்கள் தான் என்னுடைய மனைவி நான் தான் உங்களுடைய கணவர் எந்த கனவிலே சொன்னார்கள் சொன்னவுடனே அதற்கு மேலால் அவர்களை பார்த்து நீங்க எந்த ஊரு என்ன பேரு எங்கிருக்கின்றீர்கள் என்று கேட்பதை மறந்தவர்களாக சுலேஹாமாவாக கூடியவர்கள் பதவி மொழி தேடுவார் பத்தினியார் மேங் அவர்கள் கனவென்று அறிந்திடுவார் கணவென்று அறிந்ததுடன் கண்கலங்கே புலவிடுவார் தினியாசுலை <laughs> தாமி